மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தும் அசைக்கும் வேத வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த வாரத்தில் விசேஷமாக நாம் அடுத்த கட்டத்தினுடைய இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்த வசனம் ஞாபகம் நினைக்கிறேன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் என்றும் கைவிட மாட்டார் என்ற வாக்குதத்தத்தை அந்த வசனத்தை வைத்து நாம் படித்துக் கொண்டிருக்கோம் போன வாரத்தில் சுவாரஸ்யமான இந்த புலம்புலின் புஸ்தகத்தினுடைய ஐந்து குறிப்புகளை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வழியாக எழுதப்பட்ட கவிதைகள் என்பதை குறித்து நான் சொல்லிடுறேன் புத்தகம் என்ற என்ன சொல்கிறார்கள் என்றால் இது தேவனுடைய அறுவை சிகிச்சை புஸ்தகமாக கருதப்படுகிறது ஒரு டாக்டர் எப்படி சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்றாரோ அதே போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணின விஷயம் தான் இந்த புஸ்தகமாக கருதப்படுகிறேன் ஒவ்வொரு குறியீடை குறித்து நான் உங்களுக்கு முதல் கவிதை முதல் அதிகாரம் எழுதப்பட்டிருந்தது நகரத்தை குறித்து குறிக்கிறது இரண்டாவது கவிதை இரண்டாவது அதிகாரம் ஹி அவரை குறிக்கிறது அவர் என்பது யாரு தேவனை குறிக்கிற கவிதையாக இருந்தது தேவனை குறித்து பாடுற புலம்பலாயிருந்தது மூன்றாவது கவிதை மூன்றாவது அதிகாரம் நிலைப்பாடு தன்னுடைய ஆசிர்வாதம் தன்னுடைய தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறதான ஒரு புலம்பலாயிருந்தது மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் தேவரு பகையினே சீரழித்தார்களே அவர்களை பற்றி தானே கவிதை ஐந்தாம் அதிகாரம் திரும்பவும் இவர்கள் தேசமாக எழும்பி வருகிற திரும்பி வருகிற நாம் நாங்கள் என்று சொல்லுகிறதான இந்த குறிட்டோடு கூட சின்ன குறியீடோடு கூட இந்த கவிதைகளை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள நான் இந்த அதிகாலத்தையும் இந்த வாக்குதத்தும் படிக்கும் பொழுது தேவன கொடுத்ததான உங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறதான கூடியிருக்கிறவர்களும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் உங்களுக்கான ஒரு செய்தி உண்டு ஆண்டவர் என்றும் கைவிட மாட்டார் இதுல என்ன அற்புதமான கவிதைய நான்கு வாரத்துல நம்ம எப்படி ரிலேஷன் படிக்க போகிறோம் என்றால் போன வாரம் எதோ ஒப்பிட்டு பார்த்தோம் இந்த ஐ சியோடு கூட ஒப்பிட்டு பார்த்தோம் இரண்டாம் வாரம் ஹி மூன்றாவது சொல்லி இந்த இந்த என்று நான் Amen. Hallelujah. She தேவன் நமக்கு மேன்மையான அழைப்புகள் மேன்மைகள் கணங்கள் நேசங்கள் ஐஸ்வர்யங்கள் பே புகழ் அழகு இவைகள் எல்லாம் ஆண்டை நமக்கு கொடுத்த பொழுது அதை உணராமல் நாம் சில நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அல்லது தோல்வியின் சூழ்நிலை தோல்வின் விளிம்பில் அடுத்த ஸ்டெப் என்னன்றது தெரியாத ஒரு கட்டத்தில் போய் நாம் முடங்கி இருக்கிற அந்த கட்டம் எல்லாருக்குள்ளும் இருக்கும் அது பாவத்து நிமித்தமாக இருக்கலாம் தோல்வி நிமித்தமாக இருக்கலாம் இழப்பு நிமித்தமாக இருக்கலாம் நாம் எதிர்பார்க்க நடக்கிறது நிமித்தமாக இருக்கலாம் ஆனால் அந்த எரிசிலமை குறித்து தான் போன வர நம்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அற்புதமான காரியம் இரண்டாம் கவிதையை இந்த மூன்றாம் கவிதையோடு கூட பேசுகிற தொடர்பை பார்க்க போகிறோம் இரண்டாம் கவிதையை யாருக்கு புலம்புற அவரை பற்றி ஹி தேவனை பற்றி புலம்புகிறதான இந்த கவிதையை நாம் பார்க்கிறோம் இதுல என்ன மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் எரேமியாவின் புத்தகத்துல கிட்டத்தட்ட அரசர்களை பற்றியும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறார் ஒரு இடத்துல கூட பாபிலோனியை பற்றியும் அவர்களுடைய ராஜாக்களை பற்றியும் அவர்கள் கை அதை பற்றி பேரை சொல்லவில்லை ஏன் ஏன் முடிஞ்சாலும் அவர்கள் என்பதை அறிந்திருந்தார் அதனாலதான் அதிகாரம் அவர் சொல்லுகிறார் கயிறை எருசுலேமின் குமாரத்தின் மேல வீச பண்ணினார் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டன்னு சொல்லிட்டு என்பதை குறித்து இந்த இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அவருடைய புலம்பல் ஏனென்றால் அந்த பாழ்கட்டரத்துலும் பாடலும் கவிதைகளும் நடனங்களும் சுத்தரிக்கப்பட்டதான கைவிடப்பட்ட யாருமே இல்லாத ஒரு நகரமாக இருக்கிறதை பார்த்து முதல் அதிகாரத்துல புலம்புனாரு இரண்டாம் அதிகாரத்துல இதுக்கு காரணமான கத்தனை பற்றி புளம்புகிறார் அதுல இறைமையானுடைய நாம் பார்க்கலாம் கோபம் எப்படி நியாயம் எப்படி அவருடைய கோபப்படும் எப்படி என்பதை குறித்து அவர் அங்கு எழுதுகிறது நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சில யதார்த்தமான உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாசிங்க பட்லாம் புலம்பரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்கி யாரு சிறைப்படுத்தி பாடாக்கினது யாருடைய கோபத்தில் இந்த இரண்டுல இருந்து இரண்டாம் அதிகாரம் ஒண்ணு எட்டு வரைக்கும் அல்லது அவர்களுக்கு பகிர்ந்தராக அந்த சுச்சுவேஷன் இருக்கிறத விளம்புறார் என்ன தேவர் நமக்கு பகைனராக கூடுமா அவர் கோபத்தினால நம்மளை கைவிட்டு விடுவாரா நம்மளை வெறுப்பாரா என்ன இருக்கிறத புலம்புகிற ஒரு பகுதியாக இருக்க இரண்டாவது மிக முக்கியமான பகுதி பார்க்கும் இரண்டு ஒன்பதுல வாசிங்க ஒன்பதாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் தரிசனம் கிடைக்கப்படுகிறது விஷன் போயிடுச்சு தேவனத்தில் கிடைக்கிற ஆன்சர் போயிடுச்சு இன்னும் இரண்டாவது இந்த அறிகுறியை பார்க்கணும் பகுதியாக குமாரத்திகள் எருசிலேமின் பிள்ளைகள் கதர்ல அவர் அங்க ரெக்கார்ட் பண்ற பத்துல என்ன வாசிக்கிறோம் அப்போ அவர்கள் அங்கு செபிக்கிற அல்லது அவர்களுடைய அழுகையின் கூக்களை இப்ப உணர்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பின்னணியில பாத்தீங்கன்னா நம்ம இப்படி விட்டு விடுவாரோ அவருடைய சினத்தின் மிகுதியில் தாங்க முடியுமா என்ற பல கொஸ்டின் இருக்கும் தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி பாவத்தின் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதத்துல ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துக்கு வரும்பொழுது சொன்னார் பிதாவை எப்படி அன்புள்ளவராக காட்டினார் அதே கிறிஸ்து பிதாவை நீதியுள்ள நியாயாதிபதியும் காட்டினார் மிலாட்சிய சவுக்கினால உண்டாக்கி ஆலயத்துல புறா விற்கிறவர்களையும் காசு மாற்றுகிறவர்களையும் என்ன பண்ணாரு அடிச்சு அனுப்புனாரு ஆனா சொன்னாரு இந்த பூமியில நான் என்ன போட வந்து வாழ்க்கையில நாற்பது வருஷம் அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள் யார் எச்சரித்தார் திற்கதர்சியாக அந்த காலகட்டத்தில் நிறைய அவர்கள் எதுக்காக வேலை செய்தார்கள் மக்கள் கொடுக்கறதான பணத்துக்காகவும் அவர்கள் தீர்க்கத வந்து வெகுமனத்துக்காகவும் பணி செய்தாலும் சும்மா துரோகம் பண்றான் அவன் சொல்றத நம்பாதீங்க என்று சொல்லி அவர்கள் அந்த எச்சரிப்பை அலட்சியம் செய்தார் நாற்பது வருஷம் அவர்களுடைய பாவத்தை குறித்தும் அவருடைய சூழ்நிலை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மேலாக பலவிதமான வியாபாரத்துக்கு உயர்ந்த வசதி நிறைந்ததான ஒரு பட்டணமாக இருந்தது அவ்வளவு அழகுகள் மேன்மைகள் இந்த எருசுலேமுக்கு இருந்தாலும் இந்த எர்ஸ்லேம் கொடுக்கப்பட்டது தேவன் தான் நம்முடைய பாதுகாப்பு ஐஸ்வர்யத்தின் மேலையும் தன்னுடைய சுயத்தின் மேலையும் அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகினதை நாற்பது வருஷம் எலுமி அத்திற்கு அவர்கள் எச்சரித்துக் கொண்டே அவர்களுக்கு சொல்லி காட்டியும் அவர்கள் என்ன பண்ணவில்லை செவிசாய்க்கவில்லை அவர்கள் ஏமாற்றே வருகிறார்கள் நீ அறிவியல் நீ பண்ணுவது மட்டுமல்ல இஸ்ரேல் தேசம் அதை வணங்குபடியாக நீ செய்து கொண்டிருக்கா என்று எச்சரித்தும் அவர்கள் வெளியே வராதுனால இதுல என்ன நடக்குது அறுவை சிகிச்சை புஸ்தகம் என்ன நடக்குது நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ற கத்தி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுமா பலிக்கும் வேதனை இருக்கும் So, understand you, you, you God is is doing a a surgical operation here. So really you need நீங்கல் அறுவை சிகிச்சை பண்ணுகிற ஒரு நேரம் It is not to blame God. But God was giving them time to turn back to the glory. And people, I want you to leave the sacrifice and least make it셨어요. You madescore your actions and happiness of doing such things. And everyone and wife by facing Islam to make this Islam as a kid. I would demand that since they are becoming a servant at this table I would think it's the healing thing I don't like what they do thinking about it's about that God but All you have to understand பண்றாக நம்ம குறை சொல்றதில்ல அது போல இந்த ஆபரேஷன் பண்ற தேவனைக்கு என்ன நடக்குது என்றால் விட்டு தூர போகும் பொழுது அல்லது நாம் அவர் கொடுத்த ஸ்தானத்தையும் அவர் கொடுத்த மகிமைகளும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ காம்பிரமைஸ் நிமித்தமாக உலகத்து நிமித்தமாக யார சொல்லுகிற சில காரியத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நாம் போகும் பொழுது அல்லது நாம் சொகுசா இருக்கும் பொழுது நன்னா இருக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியத்தை இருக்கும் பொழுது நல்ல பணம் இருக்கும் பொழுது நல்ல அந்தஸ்து இருக்கும் பொழுது தேவனை ரிஜெக்ட் பண்ற அந்த காரியம் அவர்கள் கதம் எனது என் தேவன் இது எப்படி ஒரு அழகான வீடு கட்டீங்களே எல்லாம் இருக்கு மேல கூற இல்ல என்ன நடக்கும் மழை வந்தாலும் வரும் வெயில் வந்தாலும் வரும் மேல பரவ போ அமைதியா இருக்கிறது வரலாம் ஆனா யார் வரும் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிற நம்ம உணராமல் தேவனை பண்ண காரியம் தான் உலகத்துக்கும் நடந்து கொண்டிருக்க கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றதுல அவர்களுடைய பாதுகாப்பை அவர்களே எடுத்து விட்டதுனால அவர் எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப 12 எல்லல்ல உள்ள தான வந்துச்சு இந்த பாபிலோனுக்கு அந்த அரசாங்கது பாதகத்தை இவர்களுடைய mệnhவியோ இவனுடைய நாடும் பலமல்ல ஒருவேளை அவங்க அத நினைச்சிருக்கலாம் பட் இட் இஸ் God who was protecting them அல்லேலூயா. கிஸ் God who was protecting. He rejected God. Now what happened? Enemy came inside captured the youngsters. அவங்க தண்ணியிலே வாலிபர்கள அவங்க பிடிச்சு கொண்டு போறாங்க. உங்களுடைய நாம் எதிர்க்கும் பொழுது என்ன பண்றோம் When, God, when you reject, when you oppose the laws by God, you are automatically opposing God. Are you making Him in a position to be enemy? That's why I am in a position to be enemy. I am in a position to be enemy. I am not in a position to be enemy. I am not in a position to be enemy. I am not in a position to be enemy. Because we chose to reject Him first. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கேன் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஆண்டு வேண்டாம் தேவன் வேண்டாம் அவர்களுக்கு பணம் இருக்கு வேலை இருக்கு அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கு புகழ் இருக்கு பேர் இருக்கு இது போதும் இருக்கிறவர்களுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் கிட்ட arnamenna because they think that is their god but god is the one who is providing them hallelujah it is god who is blessing us it is god who is protecting us it is god who is shielding us avar entrenrikum kai vidatha devan aparna enemy yavlo andara patti pulambadalom 3rd adhigathile avude expression la oru mundu solraare kaalai dooram avude kiruve idaiya irukadhu av directum lukku mudiyave illa avude dayavukku ாலும்ல உங்களுக்கு அற்புதமான செய்தி உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் விரயம் பண்ணவும் இருக்கும் எப்ப வருது எல்லாமே இழந்த பிறகு எல்லாமே போன பிறகு பன்றியோட தமிட கூட அவனுக்கு சாப்பிட கிடைக்காத பொழுது அப்பதான் அவனுக்கு யாரை பத்தி நினைப்பது அந்த அப்பா பிதாவை பத்தி நினைப்பது அப்பா பத்தி நினைப்பது இன்னைக்கு உலகம் இப்படிதான் இன்னைக்கு No more God! They will reject! And when they enter in thing And then they start Right? We will see how only these people are coming to mind Our Our God, Our Holabillam They are Peaceful Law They are being information and it is information Now, which the Heavenly ihnen is all around Alleluia! அல்லது ஒருபோது கைவிடப்படாத சூழ்நிலை யாருக்காக என்றால் ஒரு வேலை கொஞ்சம் ஆகி போயிட்டேன் தவறு இவங்களுடைய ஆலோசனை கேட்டு நான் அப்படி போயிட்டேன் என்னுடைய இந்த பணத்து முறினால இல்ல வேலை கிடைச்சது இந்த ஒரு காரியத்தினால அப்படி போயிட்டேன் சொல்றவங்க அவர்களுக்கும் ஆண்டு ஒரு புதிய நம்பிக்கை தர விரும்புறேன் ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார் அருமையான இந்த ஐந்து காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்தும் திரும்பி வருவதற்கு ஐந்து எளிய வழிகளும் என்று நான் போன வாரம் முதலாவது காரியம் என்ன இருக்கணும் உங்களுக்கு நமக்கு ஒரு பெற்றுக் மாதிரி இல்லாத ஆட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சிறைபிடிக்க வந்த பாபிலோனும் அன்டரசனும் சிறைபிடிச்சிட்டாங்க அப்ப எரேமியாக்கு எரேமியா ਕੋல இல்லாத ஆட்களை யாரை பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க பாபிலோன் எங்களை பிடிச்சிச்சு இவங்க என்ன சிறைபிடிச்சாங்க இவங்க எங்களை வந்து அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு குற்றப்படி ஆனா எரேமியோட பாத்தி பாருங்க இல்ல எரேமியா இஸ் கோயிங் डायरेक्टली இன்டு தி ரூட் கால் because he knows it is not babylon it is not அந்த ராஜம வந்து இங்க மேல பண்ணல தேவனை நம் கைவிட்டதுனால தேவன் நம்ம நம்ம பாதுகாப்புல இருந்து நம்முடைய வளையத்திலிருந்து போனதுனால நமக்கு இந்த கதி வந்தது என்பதை சொல்லி அந்த எளிமையா மேலவரத்துக்கும் உங்களுக்குள்ள ஆராய்ந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு தோல்வியோ ஒரு காரியமோ அல்லது வாங்குறோமோ எதிர்பார்க்கு எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க முன்னாடி கூற வீட்டுல இருக்கும் பொழுது சில நேரத்தை தட்டிடும் தலை தட்டி வீங்கிடும் உடனே உடனே சொல்லுவான் ஏதாவது பெருமையான சிந்தனை சிந்திச்சியா ஏதாவது ஆண்டு இருக்கும் விபரோதமா சிந்திச்சியா உட்கட்டையா ஆராய்ந்து பார்க்கணும் சொல்லுவோம் அப்போ கெலியா இருக்கும் but that is the real reason hallelujah because god is rule over our life avardhan namude aaluge chekravar avardhan namude raja avardhan namude paadaga avardhan namude aran avardhan namude kote avardhan namakku ellaatchi elavama nama uyarthukravar avare nammai yendukravar avare nammai sumakravar avare nammai uyarthukravar avare adanal avardhithil than nam thirumba vendum minute comeback re return back endadathil na vittandre endadathila nanu gap vittar endadathil na kavri vittar nee sollada endadathil na sellaandre endru When we inquire, God will remind you that this is the place. This is the place where we are going to do this. First, you always have an inquiring spirit. You always have an inquiring spirit. You always have an inquiring spirit. ஜெபிக்கிற தன்மை ஜெபிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக எந்த சூழ்நிலைகளிலிருந்தும் நீங்கள் திரும்ப மீண்டும் வர முடியும் அது எப்படிப்பட்ட தோல்வியா இருக்கட்டும் எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் எப்படிப்பட்டதான இடுக்கமான ஒடுங்கின சூழ்நிலையா இருந்தாலும் இரண்டாவது நீங்கள் ஜெபிக்கிற ஆவியுடையா இருப்பீர்கள் என்றால் ஜபத்தை நேசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்தவொரு சூழ்நிலை திரும்பி வர முடியும் பாரு பதினெட்டாம் வசனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஜிபிங்க அந்த பாதத்தில் விடுங்க என்று சொல்லுகிறதானே அந்த காரியத்திலும் பார்க்கலாம் சுயகுமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு சும்மா இருக்க ஒட்டே எந்த அளவுக்கு reason is God It is not Babylon. It is not the king of Babylon. It is not the king of Babylon. It is God you need to turn back. It is God you need to reconcile. It is God you need to, you need to have a relationship. That is what Jeremy is telling. You will know how to do your eyes. You will know what you do. You will know how to put your eyes. You will know how to put your eyes. That's why the second thing is you need to have a prayer. Spread. The third thing is you submit your spread. Submissive spread. If we have a submissive spread, we can come in as soon as we can come. That is why we can go to blame game. If someone is doing a bad thing, if someone is doing blame, they can go to blame. They can go to blame. Oh, I will do this, I will do this, I will do this, I will do this, CCR blame game. This is what Adam did. உங்களுக்கு ஒரு காரியம் தான் ஒரு முறை இல்ல என்னோட நான் அல்லது நாங்கள் வளர்ந்து வருகிற அந்த நிலையத்துல எங்க அம்மா திடீர்னு எங்களை விட்டு பிரிஞ்சாங்க இளம்ப இதுல காலையில எனக்கு ஜோமனி போற போற காரியத்துக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஈவினிங் வந்து அளவு கொடுப்பான் எதுவும் இல்ல மார்னிங் பாக்குறோம் ஈவினிங் இல்ல அப்ப அந்த அடக்கத்துல அவங்களோட பாடி இருக்கு வீட்டுல வேலை செய்திருந்த அம்மா வந்து நின்றுட்டு அவங்க வந்து நாலு பிள்ளைங்களை சொப்பனங்கள தெளிவா பரலோகத்துக்கு போற ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்றேன் நான் இந்த நேரத்துல அழக்கூடாது நான் நன்றிதான் சொல்லும் எனக்கு எனக்குழு எனக்கும் I am thankful for you, Nandri <laughs> Eshwai. I was thanking God. You know what happened? God said, I will be your Elshira. Elshira, I will tell you. He will tell you. I will tell you. But I will tell you. I will tell you. If he can teach you, if he can teach you, if he can teach you, he will tell you. Lord, you only took my mom. Because, my grandma's Chinoise, அவங்களுடைய விசுவாசத்தினுடைய தூண்கள் தான் எல்லாமே மீன் விற்று கருவடை வித்திருக்காங்க என்ன எல்லாம் இட்லி வியாபாரம் பண்ணிருக்காங்க வடை சுற்றி இருக்காங்க நினைக்கிற நேரத்தில் வேதனை 하나 god was my el shaddai hallelujah. hallelujah my tears stopped when i gave thanks to god hallelujah so be in a thankful spirit namak or nandriulla and nerathil nandri andre you take control you eppo ninga nandri solabadiyo you will have a control over god alladhu andavar umma life la control irukkaraare andha control neenga viswasikkum bodhu you will be thankful to god hallelujah. hallelujah because you believe god will not allow any evil for you உங்களுக்கும் எனக்கும் எந்த தீமையும் அவர் அனுமதிக்க விரும்ப மாட்டார் என்பதை விசுவாசிப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் கூட திரும்ப வரணும் அதனாலதான் நான்காவது அந்த ஐந்தாம் கவி கவிதை அவர் யாரை பற்றி எழுதுகிறாரு அவர்கள் தேசமாக மறுபடியும் திரும்பி வரப்போ திரும்பி நான் வருவேன் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறேன் அந்த காரியத்துக்கு நாம் பார்க்கிறோம் என கேட்க அருமையான தெய்வப்பிள்ளையை இந்த காலவெளியில கூட உங்க தேவனை குறித்து நீங்கள் எப்படி நினைத்திருக்கிறீர்கள் உலகம் சொல்லுகிற ஒப்பீனியன்ல வாழ்றீங்களா சூழ்நிலை சொல்லுகிறதான எண்ணங்களில வாழ்றீங்களா உங்களுடைய தேவனை தேவனாய் அறிந்து அவரை நேசிக்கிற வாழ்க்கையில இருக்கீங்களா இந்த காலவெளியில ஆராய்ந்து பார்க்க அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார் திரும்பி வர முடியும் திரும்பி வர முடியும் சொல்லுங்க குமாரி அவள் தன்னுடைய அழகெல்லாம் விழுந்து இந்த தெருக்களில் கோழ் கட்டு கடக்கப்பட்ட அழகை காட்டிலும் எல்லாத்தை காட்டிலும் எழும்ப செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கடைசியா நான் படிச்ச ஒரு கதையோடு கூட இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஈஸ்வர நம்முடைய வீட்டிலும் நம்ம கூட அப்படிதான் பழகிருப்போன்று ஒரு வீட்டுல ஒரு ஒரு தம்பி அப்பாவோட வாக்குவாதம் வாக்குவாதம் என்ன பண்றான் அப்பா மேல கோபட்டு வீட்டை விட்டு வெளியே போனான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ஆனா அம்மாவோட கூட தொடர்பு வச்சிருக்கான் இது எல்லா வீட்டின் அருகே பேருடைய வாழ்க்கையில் நடக்கும் வீட்டுக்கு வராத தூரத்துல அவன் தங்கி அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்பா மேல கோபம் இருக்கு இப்போ கிறிஸ்துமஸ் வருது கிறிஸ்துமஸ்க்கு இவன் வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான் ஆசைப்படுற நேரத்துல ஆனா இன்னக்குள்ள உள்ள அப்பா அவரு விருப்பம் அப்ப நம்மளை ஏற்றுக்கொள்ளலன்னா என்ன நடக்கும் அந்த ஒரு சந்தேகமும் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு போனோம் அவனுக்கு ஆசை இருக்கு அவங்க அம்மாவும் வரணும்னு சொல்றாங்க லெட்டர் மேல லெட்டர் போயிட்டு இருக்கு அவங்க அம்மா பல லெட்டர்ஸ் எழுதிட்டாங்க இவங்க மனசு அசைவே இல்லை இவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் என் அப்பா என்ன ஏற்றுக்கொள்வாரா என் அப்பா என்ன மன்னிச்சுட்டாரா நான் செய்த தப்பு தான் உணர்ந்துட்டேன் ஆனா இப்ப என்ன மன்னிப்பாரா பேசிட்டேன் அவங்கள அதை கண்டுபிடிச்சிட முடியும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஒரு லெட்டர் எழுதுறாங்க உன் அப்பா குறித்து எனக்கு கவலைப்படாதுனா நான் என்ன பண்றேன்னா நீ நம்முடைய அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் ட்ரெயின் போகுமா அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்துல நான் ஒரு வெள்ளை கலர்ல ரிப்பன் கட்டி வச்சிருப்பேன் வெள்ளக்கலர் ரிப்பன் கட்டினா அப்பா அவனை மன்னிச்சுட்டாரு நீ வீட்டுக்கு அன்போடு வரலாம் தாராளமா வரலாம் பயமே இல்லை என்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதிறாங்க இவனுக்கு பார்த்தோன்னு குஷி பரவாயில்ல நல்ல ஐடியாதான் அம்மா ஒரு நல்ல சல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெயின்ல வரான் ஃப்ரெண்டோட கூட வரான் ஆனா இவனுக்கு வந்து அந்த மரத்தை பார்க்கறதுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு இன்னும் அவனுக்கு நம்பிக்கை வரல அப்பாவோட கோபம் ஆடுலையா அப்பா இன்னும் என்ன மன்னிக்கலையா அப்பா எப்படி என்ன ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவன் அந்த கிட்டக்கு போகும் பொழுது அவனோட நண்பன்ட்டு சொன்னான் அந்த மரத்தை நான் பார்த்துட்டு ஒருவேளை ஏமாந்துடக்கூடாது நீ என்னுடைய பொசிஷன்ல இருந்துட்டு எங்க வீட்டில தாண்டி போகும்போது ஒரு மரம் வரும் அந்த மரம் இருக்கான்னு பாத்துக்கோ அந்த மரத்துல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்றேன் கிட்டக்கு வருது ட்ரெயின் வருது இவன் நண்பன் சொல்றான் வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சு வீடு வரப்போகுது மரத்தை பாத்துட்டியாத்துல என்ன இருக்குது ஒருவேளை இல்லையா அப்படின்னு கடைசில சொல்றான் அந்த மரத்துல எல்லா கிளைகளிலும் ஒயிட் கலர் ரிப்பன் தொங்குது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே அழகு அந்த இதுல இருந்து அவன் அவன் நுடைஞ்சு போறான் அதுதான் அப்பாவுடைய அன்பு அதுதான் தேவியுடைய அன்பு நாம் சில நேரத்துல நாம் அவரை புரிஞ்சு நாம் செய்கிறதான காரியங்களை நாம வைத்து குழப்பிக்கொண்டே இருந்து இருக்கிறதுக்கல்ல ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய ஆக்கினை தீர்ப்புல இருந்து நம்ம எல்லாம் விடுதலையாக்க முடியாததான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அல லூயா அவர் அடையாளப்படுத்தி காட்ட முடியாது அவர் சொன்னார் நீங்க வெற்றி பெற்று தெய்வன் உங்களுக்கு கொடுக்குற அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் உங்களால் திரும்பி வர முடியாது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா கத்தறி இந்த செய்தியோடு கூட எல்லாரையும் ஆசிர்வதிப்பாளாக உங்களால எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் திரும்பி வர முடியும்